இங்கே வரக்கி அப்படியே போயிச்சாங்க போயிருங்க வீட்டுக்கு நான் போவாங்க ஆமாம்டா ஆமாம் என்ன இருக்குண்ணாடா மழை இப்போ யாரும் இருக்காங்களா சிறுப்பெல்லாம் இருக்குடா மந்திரமன்ற இடம் மாதிரி இருக்காது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கோர சம்பவத்தினால இந்த ஸ்கூலு கைவிடப்பட்டுச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் ரன்னிங்கில் இருக்கும்போது மேலே மொட்டை மாடியில் இருந்து ஒரு பையன் விளையாடும் கீழே தவறி விழுந்து இறந்துட்டதாகவும் அந்த பையனோட ஆவி இந்த ஸ்கூலை சுற்றி வர்றதாகவும் சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த ஸ்கூலை சுற்றி நிறையா அமானுஷியங்கள் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த ஸ்கூலை சுற்றி பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே நைட் டைமில் இந்த ஸ்கூல் பக்கத்தில் வர்றக்கே பயப்படுறாங்க அப்படி இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்களே பாருங்கள் இங்கெல்லாம் வரக பேயி இருக்கிற இடம் ஆபத்தான இடம் ரொம்ப சிக்கனான இடம் இங்க வரகி அப்படியே பிடிக்காலும் போயிருங்க போயிருங்க போங்க ஒரு பெரிய வணக்கம் இந்த வாரம் ஒரு பயங்கரமான ஹான்ட்ராக்ட் பிளேஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் இந்த வர எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹான்டட் ஸ்கூல் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரன் ஆகிட்டு இருந்த ஸ்கூல் இப்போ ரன் ஆகிறது இல்லை என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கும்போது விளையாடி மேலே மாடியில் விளையாடிட்டுருந்த பையன் கீழே விழுந்து இறந்ததாகவும் ஸோ அதுலேருந்து அந்த பையனோட ஆய்வு வந்து இந்த ஸ்கூலை சுற்றி சுற்றி வரதாகவும் அதுவும் இல்லாமல் நிறையா அமானுஷங்கள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வேண்டாம் தம்பி இந்த ஸ்கூல்குள்ளே போகாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதையும் தாண்டி நாங்கள் உள்ளே போய் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்புறம் நம்ம சேனலை வந்து இன்னும் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு சஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் அண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்திருக்கான் சேனலில் வந்து அரவிந்த்க்கு வந்து இது ஃபஸ்ட்டு வீடியோ அது இல்லாமல் சதீஷ் வந்திருக்கான் வழக்கம் நம்ம தம்பி சதீஷு ஸோ நாங்கள் மூணு பேர் தான் வந்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது பயங்கரமான மழை எல்லாருமே வந்து பயங்கரமாக வெட்டாயிட்டோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பயங்கரமாக இருக்குது ரெட் சார் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்திலே இருக்கனால வந்து நிறையா வண்டிக்கு போயிட்டு வந்துருக்கு என்னச்சு ஸோ சவுண்ட்ஸ் வரும் கொஞ்சம் அட்ஜெட் பண்ணிடுச்சுங்க சத்தங்க சார் நீங்கள் பத்தங்கிட்டு அந்த பக்கம் இருக்கணும் அந்த வழியாக இருக்கு மொத்த மாதிரி இருக்குன்னா அது போல பூணா தலையில் பூவாக இருக்கணும் பூ வேப்பில் பூ அந்த சைடு நான் பாடுறது இங்க போகணுமா பயமாறேன் ஆ பயமாறாப்பா சரி சார் என்ன பேச மாட்டேங்கிற ஹெய் நான் எனக்கு பேசுறது ஆமா இது மாதிரி படிக்கதான் போகுது அப்ப இங்கதான் விழுந்துருக்கணும் போனா போனா பார்த்துப்போம் பறந்துடா பறக்கிற மாதிரி நான் மூஞ்சிட்டுதான் வருதுண்ணா அவ்வாடே சத்தம் ஏ இவ்வளவா இவ்வளோவா இருந்தது போட்டாலும் ரூம் பாக்கி போ டா க்ராம் அது பக்கம் சத்தம் கேட்குறாங்கன்னு பாரு தண்ணி விழுது மாதிரி சத்தம் கேட்குறது போடா அது என்னென்னு பாரு ஜன்னுக்கு போட என்ன சமஸ்ட்ரா அது தண்ணி விழு தண்ணி தண்ணி தான் பறக்குது பரனு சரி சார் இன்னும் ஆர்வம பயங்கரமா இருக்கு பெ என்ன சத்தம் அது வரைக்கும் போலாம் ஸ்ட்ரைட்டா போற எங்க ரொம்ப கருப்பா தெரியுது என்னன்னு பாரு சரி சார் டோர் லாக் ஆயிருக்கு அரவிந்த் எப்படி கேமரா போடுற என்னடாது என்ன மூட்டை நான் கோலோத்துறேன் என்னைய எறப்பாத்தல முறப்பா வீனோ நல்லையா பாஞ்சமா இருக்கு நான் எத்தனை இருந்து பாக்கறேன் நல்லைய மோட் இருக்குறாங்க என்னைய அய்யோ வீனோ மேல இருக்கு ஹங்ங்க இனி இவoglu பயமா இருக்கு கொஞ்ச நிமிடம் நிடையானப்பா மே மாச்ச முன்னா பண்ணமா போடா போடா சவுண்ட் கேட்க ஆமா ஏதோ சவுண்ட் கேடுச்சு நடக்கிற மாதிரி ரெண்டு பேர் அப்படி ஆமாடா ஆமாடா ஒரு போகாது கேட்க ஆமாடா ஆமாடா ஆமா பாடுறா என்னன்னு பாடுறா டீ பாத்து போடா. டேய் அங்க வலிக்கண்டா சார் ஜனல் குள்ள பாரு ஆமாடா சத்தம் கேட்டுச்சா டேய் கோகுள் இப்ப போகாதா இதாண்டா சத்தமே கேட்டுச்சு போடா போட போட பாடுற போட வாடா போயிடலாம் போயிடலாம் வாடா ஆமாடா நீ கவுளி பேக்கப் பண்ணிக்கலாம்டா தெரியா தாயடா சனீசுடா <laughs> எப்படுற வந்து சரி சரி போறான் பின்னாடி பின்னாடி இங்கிருந்து இங்கிருந்து உள்ள ஒரு பாட்டில் பார்த்தோம் ஆமா எந்த பாட்டில் எடுக்காமட்டுடா போயிடலாம் காலில் வந்து பட்டுச்சுடா எனக்குடா பாட்டில் உடைய போய் காலில் தான் பட்டுச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த காலில் எதில் அடின்னு நினைக்கிறேடா டீ என்னடா இது டீ என்னடா இது ஏ இருக்கு என்னடா வாடா போயிடலாம் வாடா உடஞ்சு பாட்டில்டா அந்த உடஞ்ச பாட்டிலுங்கடா டீ மொச்சா இருக்க வேணாடா போயிடலாம்டா இப்படி சொன்னா கீழ போயிடலாம்டா ரொம்ப பார்த்துப்போங்கடா சரியாடா என்னோட மேலேருந்து ஒழுகுது கோலி திரும்பண்டா இருந்தா கேளு இல்லடா நான் எங்களால் எடுத்த கேமரா குடிச்சிட்டு இருக்கா கேமரா என்னடா அடியில் நீ காட்டு சுற்றி அடியில் காட்டு யாராவது இருக்காங்களா செருப்பெல்லாம் இருக்குடா ம் ஹே கோய் கோவில் போயிடலாம்டா ஐயோ முன்னாடி இந்த ரூமை விட இது ரொம்ப டேஞ்சரா இருக்குடா போன்ன வைடர் போய் கேட்டேன்னா என்னடா நடக்குது இது இங்கடா போகுது இந்த வழி இது செட் ஆ அமர் இந்த ரூம்ல இருக்கு. இது கடைசி ரூம்டா. ஏ பாத்து போடா. இது வந்து டிஸ்டன்ஸ் ஃபிரால பக்கமா வாடா. இது சீரா சீரா சுத்தமா தெரியல டிஸ்டன்ஸ் ஓட போகுது. சீரா சீரா. இதெல்லாம் வந்து என்னடா காட்டுற? போறோம். இதெல்லாம் ஓடு. நீண்ட என்னட இருக்குதே நீ போயிடலாம் கே எந்தத்தம் டயே இருக்குடா இது வர கோيلا கோيلا போ ப்ரோ ப்ரோ ப்ரோ ப்ரோ đi đi đi đi பேக் எங்கடா பேக் இங்கே இந்த பேக் Black color bag ஹோல்ட் தரக்க ஹோட் தரக்க குளோ வாது பேசறா ஏய் கேடா இது சொல்லு வரது கே போ என்ன சத்தடா என்னடா யார் ராஜ் மா <tos> பாத்த வலிக்குது பார்த்து போனோம் வலியுங்கடா